ஏய் பாட் பண்ணி ஏய் யூடியூப்ல வர 1 பாயிண்டா பாயிண்டா போர்டுல கேட் பண்ணி ஒரே ஒண்ணு ஒண்ணு வந்து நம்ம வந்து அந்த ரூம்ல ஸ்கு பண்ணுங்க சரி இந்த வாய் குடுத்து ாச்சாரா <laughs> <laughs> ஏண்ட மூணு நாலு பேர் எப்படி தெலையில இருக்குது. ஸ்கோர்ல இருக்கு ஃபுல்லா பிராப்ளம் இருக்கு. 1st 4 2 4 3 4 2 4 4 1 2 4 இந்த வெளியில போங்கப்பாயே Na. <risa>